தமிழா தமிழா ஆட்டம் ஓடி தமிழா தமிழா ஆட்டம் ஓடி அலருது பூமியடா தமிழா கொட்டும் மொழி திடடா அலருதுடா தமிழா கொட்டும் மூல செங்கு மொழி திடடா தமிழா முகம் கட்டும் போர் சங்கியே கொண்டு கட்டும் திசை தெரிய அல்லது பூமியடா தமிழா கொட்டும் மூர சென்று ஒலித்திடா தமிழே எங்கள் உயிர் மூச்சென்று புறத்து சொல்லுவோ எங்கள் மண்காத்த வீரவாளின் வீரத்தை பொறிப்போ எங்கள் உயிர்நூச்சென்றே உரத்து சொல்லுவோ எங்கள் மண்காத்த வீரவாளின் வீரத்தை பொறிப்போ நாம் கண்ட வலிகளை மறப்பதா அறங்கொண்ட வலிமை உணர மண்ணில் மறைவதா கல்விதனை கற்று வீரத்தினை வளர்த்தே திசைங்கும் எங்கும் எதிலும் தான் தமிழன் என்று பெருமை உலகெங்கும் பேசட்டும் அழுதோம் பரிதவித்தோ பாருங்கும் மகதி அலைந்திருந்தோ இளம் தோம் தோலை தோம் அலைந்தோ கூட்டினில் நிலை குலைந்தோ அழுதது போதும் தமிழா நீ ஆட்டம் போ துன்பங்கள் அமைக்கும் மறந்து தமிழ் ஆட்டம் போடு ஒளியும் அழியுது இனமும் அடையாளம் தமிழர் காத்த வரலாறு அழியுது தேசம் வரி போடுதன உலகம் எங்கும் தமிழ் நெஞ்சங்கள் விழிக்கட்டும் அழிவு என்ற சரித்திரம் அமக்கு இல்லையோ எங்கள் சந்ததி வாழ மரபவர்கள் வழிவந்த இனமே எதிர்கால முனதே எதிர்கொள்ளடாது அலருது பூமியடா தமிழா கொட்டும் மொழி திடடா தமிழா முல கட்டும் திசை தேவியே பாட்டன் துப்பாட்டன் ஆட்ட மன்னடா உழுதி பறக்க நீ ஆட்டம் போல்